அருவியா கொட்டுது <laughs> உங்க அண்ணா வராரு பாட்டை அருவியா கொட்டுதான் என்ன மட்டும் பாட்டை அருவியா கொட்டுது எங்க அண்ணா வந்தா என் மண்டையில கொட்டு விழுவா சரி சரி நம்ம பஞ்சாயத்து அப்புறம் என்னென்ன வாங்கிட்டு வரணும் சொல்லு அப்படி கேளுங்க மட்டன் வாங்கிங்க கிரேவிக்கு சிக்கன் வாங்கிங்க அப்புறம் ஒர்க் அன்னு பார்த்தா நண்டு கொஞ்சம் ஒரு ஆள் கொஞ்சம் வாங்கிங்க ஒரு முட்டை ஒரு இருபது வாங்கிங்கிறா எங்காண்டி கடை வைக்க போறாரா நானும் எங்கள் அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு வருது அதனால இதெல்லாம் சமைப்போன்னா என்ன நக்கல் பண்ணுறீங்களா சரி சரி வாங்கிட்டு வர அவன் வேலையை பார்ப்போம் அவங்க அண்ணன் வர கொண்டாட்டத்தில் இருக்கான் இன்னைக்கு நம்ம ஏதாவது ஏழா குடமாக ஏதாவது திங்கல் பண்ணும் நம்மளை ஜூஸு புழிஞ்சிடுவான் 304 கே கச்சரி வச்சிப்போம் மச்சான் வருது நமக்கும் ஒரு வழியில கொண்டாட்டமா தான் இருக்கு இந்த சாக்க வச்சி சிலபல காரியங்களை நம்மளும் சாதிச்சுக்கலாம்ல இன்னดิ சமயெல்லாம் முடிஞ்சிடுதா எல்லாம் முடிஞ்சிடுங்க இன்னம்மா அண்ணா வந்து சாப்பிடுற வரைக்கும் மட்டும் தான் இருக்கு அப்படியே லேட்டா பேசி 퍼மிஷன் வாங்கி வெச்சிக்க வேண்டியதான் இப்ப பேசனாதான் கரெக்ட்டா இருக்கும் டைரக்ட்டா கேட்டா ஒத்துக்குமாட வேற ரூட்ல தான் போய் આવணும் எடி உண்ணாதி சார கிடைக்கணும் டாஸ்மாக போகணும் கூட்டணும் நான் போக மாட்டேன் பார்த்தது எனக்கு அதெல்லாம் சுத்தப்பட்டு வராது ஏன் முன்ன பின்ன குடிச்சது இல்லையோ சார் ஒரு நாள் எங்கள் அண்ணன் கூட குடிச்ச குறைஞ்சி விடுவீங்களோ இது என்ன தெரியும் எனக்கு பிடிக்கிறேன் ரொம்ப தான் பண்ணாதீங்க ரொம்ப நாள் கழிச்சு அண்ணன் வீட்டுக்கு வருது அது இருந்து சந்தோஷமாக சாப்பிட்டு போட்டோம் அது என்ன சொல்லுதோ அதை கேளுங்க ஹே ரூட் கிளியரே நீ நீதேயின நடதி உடைப்பவன நான நான என்ன பادله காணோம் சேடி சேடி உனக்கு ஒரு நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓடு ஐயோ அட பிடிக்காத மாரியே ஆக்ட் கொடுக்க வேண்டியது ஐயயோ ஓவரா 퍼ஃபார்மன்ஸ் கொடுத்து நானே மாட்டிப்பேன் போலயே अटकி வா சீடா என்னடி அப்படி பண்ணாளோ திட்ற இப்படி பண்ணாளோ திட்ற ஆக மொத்தத்துல உனக்கு திட்டிட்டே இருக்கணும் அப்பதான் இன்னைக்கு போறது நல்ல பொழுது தான் இருக்கும் போல ஆமா திட்டிட்டே இருக்காங்க இவரு கண்டார் மாசூஃபி அண்ணா மாமா நீ மாமி எல்லாரும் எப்படிமாப்ள இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கோம் மச்சான் வா வா அந்த உட்காருங்க என்ன நீ தீபாவளியா வந்திருச்சா ஆ வந்திருச்சி வந்திருச்சி இலுவையில அடுத்த மாசத்துக்கு வரட்டும் அருமையா சமைப்பானா ஏன்னா நீ வேற பரவாயில்ல பரவாயில்ல விட்டு கொடுக்க கூடாத இடத்துல விட்டு குடுக்காம பேசுதுல அதுதான் எங்க அண்ணன் ஐயோ பாவம் ஒருத்தருக்கு மூக்கு உடஞ்சி போச்சு போல இந்த உடன்பிறப்புகள்ான் இது நம்மளே எந்த திசையில இருக்கோங்க மறந்துடுவேன் என்ன நீ கணைப்பெல்லாம் பயங்கரமா இருக்கு சாப்பிட்ட சாப்பாடு சிரிக்கலையா தண்ணி கொண்டு வரவா நீ இருக்கு அது எனக்கு மட்டும்தான் தெரியும் போதும் கிளம்புவாங்க தீபாவளிக்கு பலகாரம் இருக்குறீங்க தங்கிட்டு நாளைக்கு போலாம் நீ ஆமாக்கா வந்தனே ஏன் கிளம்புறீங்க தங்குங்க நாளைக்கு போலாம் இல்லை தம்பி உங்களுக்கு தெரியாதில்ல தீபாவளிக்கு எவ்வளோ வேலை இருக்கும் என்ன இருக்கோங்க அதை போய் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாங்கன்னா தீபாவளி என்றைக்குள்ள முடிக்க முடியும் அண்ணி இந்த வருஷம் எத்தனை பலகாரம் சுட போகிறீங்க இன்னொன்னு சோஃபி எல்லாத்துக்கும் மாவெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் தீபாவளிக்குள்ளே எத்தனை முடியுதோ அத்தனை சுட்டு வைக்கலான்ட்டு இருக்கேன் நீங்கள் எத்தனை வேணாலும் சுட்டு வச்சிங்கண்ணி தீபாவளி முடிஞ்சு நான் வருவேங்க எனக்கு நீங்கள் சுற்றுவதில் ஒரு பலகாரம் எண்ணிக்கை கூட குறையக்கூடாது எனக்கு எடுத்து வச்சுருங்க உனக்கு எல்லாம்லமா தீபாவளி முடிஞ்சா நீ மாப்ளேன் ஒரு வாரம் போல வந்து தங்குங்க வேணும்ங்கறத அன்னி கையல செஞ்சு சாப்பிட்டு வாங்களா இவர் ஒருத்தரு கூர்கட்ட மனசன் வந்து பலகாரம் சாப்பிட்டுட்டு போமா அப்படினு சொல்லணும் இல்ல கொன்னாந்து தரமாங்க தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரம் தங்குமா அன்னி கையல சாப்பிட்டு போமா பலகாரம் சுட்ட ரெஸ்ட்ல எப்போ எடுக்கிறதுன்னு நினைச்சிட்டாரு ம் சரி போ கூடும்ன்னா நால இருக்கத்தான் செய்ய அப்புறம் நம்ம பண்ணாம யார் பண்றது வரட்ட வரட்ட சமாளிப்போம் ஆமா சோஃபி டீபாலிமுண்டி நீ தம்பி கட்டைமா வெட்குவாங்க வேனங்கறதை செஞ்சு சாப்பிட்டுடலாம் சரியா சரி நாங்க கிளம்பவா ஆ சரி கிளம்புகா சரி மாப்ள நாங்களும் கிளம்பறோம் ஆ சரி மச்சான் கட்டமா சோஃபி ஆ சரி ந